Music அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என்மீது வைத்திட்ட பின்bum வாள தெரியலையே இன்னும் வாள தெரியலையே பாவியன்மீது ஏ நிந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என்மீது வைத்திட்ட பின்bum வாள தெரியலையே இன்னும் வாள தெரியலையே Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Receive training Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Press Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Coat Lead the. Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Vide the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Lead the Prayer Hudmal சத்தியமே தேவனே என் ஜீவனே சுவே வழி சத்தியமே பாவி என் மீது என் அன்பு ஒன்றும் கூறியலை சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை இன்னும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே mannana manidan nan yenaledu maguma mannana manidan nan yenale நிந்தா அன்பும் ஒன்றும் புரியலையே சித்தம் என் வீதேைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை அத தேவன் நீர் என்னை தேடலாகுமா உன் அத தேவன் நீர் என்னை தேட Sometimes you 없이는 Sometimes you know So that your children Have <studyingogyyle> you a good wind? Whether that you feel ஆவியன் மீது ஏ நிந்தான் பூ ஒன்றும் பூரியலையே சித்தம்ன் மீது வைத்திட்ட பின்டும் வாளத் தெரியலையே இன்னும் வாளத் தெரியலையே தேவனே சத்தியமேவென் ஜீவன யேசு வழி சத்தியமே தேவனே என் ஜீவன யேசுவே வலி சத்தியமே தேவனே என் ஜீவனேசு வழி சத்தியமே என் மீது என ஒன்றும் கூறிய சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே